ஹலோ ஆல் வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ் நீங்கள் வந்து ஒரு ஐபோன் வாங்குற மாதிரி இருக்கீங்கன்னா எந்த ஐஃபோன் வாங்குறது நிறைய டவுட் இருக்கும் அதை கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் செல் பண்ணுற அஞ்சு ஐஃபோன் சீரிஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் எல்லா ஐஃபோன்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதுக்கப்புறம் அதோட லோஎஸ்ட் ப்ரைஸ் என்ன கிடச்சிது மார்க்கெட்டில் அப்படின்றத பற்றி உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோ கொள்ள ஸோ ஃபஸ்ட் ஆப்பிள் கரண்டாக என்னென்ன செல் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுறேன் ஐஃபோன் எஸ்சி ஐஃபோன் டுவல் iPhone தேர்ட்டின் அண்ட் தேர்ட்டின் மினி ஐபோன் ஃபோர்டீன் அண்ட் ஃபோர்டின் மினி அண்ட் ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ரோ அண்ட் ஃபோர்டின் ப்ரோ மேக்ஸ் ஃபஸ்ட் ஐஃபோன் எஸ்சியோட ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா cheapest iPhone Apple சீப்பஸ்ட் ஐஃபோன் ஆப்பிள் சைட்லருந்து ஸோ இப்போ அஃபீஷியல் ரேட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஐம்பதாயிரம் ரூபா வச்சிருக்காங்க ஆனால் அஃபீஷியல் ரேட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்டோர்லேயோ இல்லை ஆப்பிள் வெப்சைட் ஆப்பிள் டாட் காம் ஸ்லாஷின்ல போய் வாங்கினீங்கன்னா அதுதான் வந்து அஃபீஷியல் பெருந்து ஸோ கான்ஸ்ல பாத்தீங்கன்னா பேட்டரி சைஸும் சொல்லாம் நீங்க ஒரு நல்ல கேமிங்காக வாங்க போறீங்க இல்ல வேற ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா பண்ண போறீங்கன்னா இதோட ஸ்கிரீன் சைஸும் ரொம்ப சின்னது 4.7 பாயிண்ட் செவன் இன்ச் டிஸ்பிளே தான் ஸோ இந்த ஸ்கிரீன் சைஸ் வச்சு உங்களால ஒரு கேம் கூட விளையாட முடியாது ரெண்டு கை வச்சீங்கன்னா ஃபுல்லாயிடும் சோ இதோட ப்ரோஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இதோட கான் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு சோ இதுக்கு ஓவராலா ஃபைவ் எவ்வளவு ரேட்டிங் அப்படி கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ தான் கொடுக்கலாம் மேபி இந்த போனை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு தேர்ட்டி தௌசண்ட்க்கு சேல்ல உங்களுக்கு கிடைச்சதுன்னா வாங்கினீங்கன்னா சூப்பரானு சொல்லலாம் மத்தபடி பிப்டி குத்து ஸ்டோர்லயோ இல்ல ஆப்பிள் வெப்சைட்லயோ வாங்குறது வந்து பிளீஸ் அவாய்ட் பண்றேங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பெட்டர் ஆப்ஷன்ஸ் நம்ம வீடு வந்தே இருக்கு அதை பார்த்து அந்த ஐபோன் வாங்குங்க சோ நெக்ஸ்ட் ஐபோன் டுவெல் ஐபோன் டுவெல் பாத்தீங்கன்னா ஒரு சமை ஸ்டார்டிங்ல அந்த சமத்துல வந்தபோது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க ஓலர்ட் டிஸ்பிளே கொண்டு வந்தாங்க சோ பாசிட்டிவ் அப்படின்னு பாக்கும்போது ஓலட் டிஸ்பிளே மேனா 5G இருக்கு அன் அண்ட் வந்து ஃபோனோட டிசைன் வந்து நியூ லுக் தான் ஐஃபோன் 13 எப்படி இருக்கும் அப்படிதான் பட் கேமரா angles மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பெரிய நெகட்டிவ் வந்து இப்போ ஐஓ சிக்ஸ்டீனில் வந்து பேட்டரி வந்து நெகட்டிவ்னே சொல்லலாம் பேட்டரி கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பெக்டட் லெவலில் நிற்கல எஸ்சியை விட நல்லா நிற்கும் தேர்ட்டீனை விட கம்மியாக நிற்கும் ஸோ பேட்டரி வந்து ஒரு நெகட்டிவ்னே சொல்லலாம் ரெண்டாவது நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி தான் ஸ்டார்டிங் வேரியண்ட் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டார்டிங் வேரியண்ட்டை வச்சு இப்போ இருக்கிற சமயத்துக்கு உங்களால் ஓட்டவே முடியாது ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒன் போனும் எயிட் ஜிபி வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா 64,900 ஃபோர் தௌசண்ட் ஆப்பிள் வந்து அஃபிஷியலாக செல் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் நாளைக்கு ஒரு ஸ்டோருக்கு போய் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தா இந்த ஐஃபோன் 12 கிடைக்கும் ஒன் இதுக்கு பதில் நீங்கள் வந்து இன்னொரு ஒரு ஃபைவ் எக்ஸ்ட்ரா போட்டு ஐஃபோன் தேர்ட்டின் போயிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ப்ரோஸ் கொஞ்சம் இருந்தாலும் கான்ஸ் வந்து இதுலேயும் நிறையா இருக்குது ஸோ எல்லாருமே வாங்கக்கூடிய ஐஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் அப்படின்னு சொல்லலாம் 12 ஓட ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைவ்க்கு வந்து ஒரு ஃபோர் கொடுப்பேன் பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸ்னே சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு சேல் டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட்டி எயிட் தௌசண்ட் நினைக்கிறேன் இந்த Flipkart அண்ட் அமேசான் செல்லாம் Amazonல வந்துது இந்த last Septemberல la. ஸோ அந்த ரேஞ்சுக்குலாம் வாங்கினீங்கன்னா வேறு லெவல் டீல் பட் இப்போ வந்து சிக்ஸ்ட்டி 65,000 தௌசண்ட் கொடுத்து ஒன் டுவெண்ட்டி எயிட் வாங்குறது வந்து அதுக்கு பதில் ஒரு 5,000 தௌசண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு தேர்ட்டின் வாங்கிக்கலாம் அதனால் மட்டும் தான் இந்த ஃபோனோட ரேட்டிங் கம்மி பண்ணியிருக்கேன் மற்றபடி ஐஃபோன் டொல்வும் சூப்பரான ஐஃபோன் பேட்டரி கொஞ்சம் மட்டும் நிற்காது ஐஃபோன் தேர்ட்டின் பற்றி பேசும்போது ஐஃபோன் தேர்ட்டின் ஒரு வேறு லெவலான ஹிட்டு மாடல்னே சொல்லலாம் அவங்களால வந்து இதுக்கு மேலே சேஞ்ச் வந்து கொடுக்க முடியாதுன்னு ஐஃபோன் ஃபோர்டீனே இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஐஃபோன் ஃபோர்டீன் எல்லாருமே வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இதுல நிறைய ப்ரோஸ் இருக்கா அதில் ஃபர்ஸ்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கே ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து மேனேஜபிள் ஸோ செவன்டி தௌசண்ட் இவங்க அஃபிஷியலா செல் பண்றாங்க ஸோ செவன்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒன் டுவெண்ட்டி எய்ட் ஜிபி ப்ரோ பாத்தீங்கன்னா இது வந்து பேட்டரியில சமையணிக்குன்னே சொல்லலாம் ஸோ லாஸ்ட் இயர் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இவ்வளவு சூப்பரா வந்து இந்த நான் ப்ரோ சீரீஸ்ல பேட்டரி நின்னதே இல்லை ஸோ தேர்ட்டின் வந்து ஒரு ஃபுல் டே பேட்டரி வரும் 16, ஐஒஎஸ் 16ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேட்டரி இஷ்யூஸ் இருக்கு பட் போக போக அதை வந்து அவங்க சரி பண்ணுறாங்க அகைன் வந்து இதில் ஃபை ஜி இருக்குது ஸோ நீங்கள் தைரியமாக வாங்கலாம் கேமராவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷல் மோட்ஸ் இருக்குது லைக் நீங்கள் வந்து சினிமெட்டிக் வீடியோ எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் கேமராலாம் வந்து 12 விட இது பெட்டராக இருக்கும் ஸோ டுவெல் தேர்ட்டீனாக லெவனோட கேமரா எது நல்லா இருக்குன்றதுக்கும் நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை செக் பண்ணி பாருங்கள் ஸோ நான் தேர்ட்டீன் வந்து எவ்வளோ கேமராவில் நல்லா இருக்குது அப்படின்றத அதில் சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதுலேயும் நல்லா எடுக்கும் டுவெல்லும் நல்லா எடுக்கும் டுவெல் விட இங்கே கொஞ்சம் லைட் எக்ஸ்ட்ரா இருக்கும் நைட் மோட்டில் வந்து கொஞ்சம் வந்து இந்த தேர்ட்டின் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லலாம் இதோட காரண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அகைன் வந்து இதை பிரைஸுன்னே சொல்லுவேன் ஏன் நான் இதை பிரைஸ்ன்னு இப்போ அமேசான் அன் ஃப்ளிபார்ட் சேல் பண்ணி அதில் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ருப்பீஸ்க்கு கிடச்சிது இப்போ வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்க முடிஞ்சதுன்னா வேறு லெவல் இல்லை ஃபிஃப்டி வாங்க முடிஞ்சால் வேறு லெவல் நான் வந்து இதை மறுபடியும் எழுபதாயிரம் கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டோரில் தான் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன் ஸோ நல்ல ஆஃபர் டைமில் வந்து இது ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வரும்போது கேஷ் பேக்லாம் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா இது ஒரு நல்ல செம்ம ஃபோன்னே சொல்லலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஐஃபோன் தேர்ட்டின் மின்னு ஒரு வேரியன்ட் இருக்குது அது வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கே வந்து ஒன் டுவெண்ட்டி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு மினி சைஸ் ஃபோன் வந்து விரும்புறீங்கன்னா ஐஃபோன் தேர்ட்டின் மினி வாங்கிக்கோங்க பட் ஐஃபோன் தேர்ட்டீனில் நான் வந்து பேட்டரி தான் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி அந்த பிளஸ்ஸே இங்கே இல்லை ஸோ இதில் வந்து பேட்டரி கொஞ்சம் கம்மியாக தான் பட் இந்த ஃபார்ம் ஃபேக்டர் கேர்ள்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஃபோன் அவங்க ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் கன்ஃபார்மாக தேர்ட்டின் மினி வாங்கலாம் பட் பேட்டரி காம்ப்ரமைஸ் வந்து இருக்கும் ஸோ பேட்ரி பற்றி எனக்கு கவலை இல்லை நான் நிறையா சார்ஜ் போட்டுப்பேன் எப்போவுமே ப்ளக் பாயிண்ட் பக்கத்தில் எனக்கு ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து தேர்ட்டின் மினி வாங்கிக்கலாம் பட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் போட்டு தேர்ட்டின் வாங்கிக்குவோங்க அதுவே வந்து ஒரு சின்ன சைஸ் ஃபோன் தான் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து வரீங்கன்னா ஏன்னா ஆண்ட்ராய்டில் இதை விட பெரிய பெரிய ஃபோன்ஸ் தான் வந்து மார்க்கெட்டில் இருக்குது ஐஃபோன் தேர்ட்டினோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் கொடுப்பேன் ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே அதில் இருக்குது ஆல்மோஸ்ட் பட் ஃபைவ்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா ஒரு ஒரு வருஷம் பழைய ஃபோன் அதில் கொஞ்சம் டிராபேக்ஸ் இருக்குது பட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு அது கிடச்சதுனா வேறு லெவல் பட்டு எழுபதாயிரரூபாய்க்கு கிடச்சிதுன்னா வந்து அது அவ்வளோ சூப்பர் டீ இல்லை நீங்கள் மினிமம் ஒரு அறுபதாயிரரூபா அறுபத்தி ரெண்டாயிரரூபாய்க்கு வாங்க ட்ரை பண்ணுங்க ஸ்டோருக்கு போனீங்கன்னா அவங்க ஃபுல் பிரைஸில் தான் வைப்பாங்க நான் சொல்றது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஏன் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்கன்னா பேட்டரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் கேமராவில் சினிமேட்டிக் மோடு எடுத்துன்னு வந்திருக்காங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு நல்ல ஐபோன்றதுனால தான் இதை வந்து நான் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐபோன் ஃபோர்டின் பற்றி பேசிடலாம் ஸோ ஐபோன் ஃபோர்டீன்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐபோன்ஸ் இருக்கு ஒன் வந்து ஐஃபோன் ஃபோர்டின் ஒன்னொன்று வந்து ஐஃபோன் ஃபோர்டின் ப்ளஸ் ஸோ ஐஃபோன் வந்து அவங்க எயிட்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க சோ ஐபோன் போர்டீனுக்கும் ஐபோன் தேர்ட்டீனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல அப்படின்னே சொல்லலாம் ஆல்மோஸ்ட் எதுவுமே இல்லை ஏன்னா அவங்க முக்கியமா கொண்டு வந்த சேஞ்சஸ் பத்தி நான் சொல்றேன் முக்கியமா கொண்டு வந்தது வந்து அவங்க வந்து அந்த ஆக்ஷன் மோட் அப்படின்றத வந்து கேமரால கொண்டு வந்திருக்காங்க அந்த ஆக்ஷன் மோடுன்றது நீங்கள் ஒரு கிம்பிள் வீடியோ எடுத்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும் இந்த ஃபீச்சர் உங்களுக்கு தேவையா அப்படின்றத தான் நீங்கள் யோசிக்கணும் ஒரு ஐஃபோன் வாங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அதில் இருக்க ஃபீச்சர் யூஸ் ஆகுமா அப்படின்றத பற்றி தான் யோசிக்கணும் இப்போ நான் வந்து நார்மலாக சும்மா தான் வீடியோ எடுக்க போகிறேன் எனக்கு எதுமே பெருசா ஸ்டேபிளாக தான் வீடியோ வேணாம் அப்படி நினைக்கிறவங்க கன்ஃபார்மாக அவங்க நீங்கள் வந்து ஐஃபோன் 14 வாங்கணும் அவசியமே இல்லை இப்போ நான் வந்து ப்ரொஃபஷனலாக எடுக்க போகிறேன் இல்லைன்னா ஒரு யூடியூப்க்கு கண்டென்ட் மேக் பண்ண போகிறேன் எனக்கு எடுக்க போற வீடியோ எல்லாம் வந்து ஸ்டெடியா வேணும் அப்படின்னு நான் மட்டும்தான் இந்த ஆக்சன் மோடு இருக்கு ஐபோன்ஸ் வாங்கணும்னு சொல்லுவேன் இது வந்து ஐபோன் போர்டீன் சீரிஸ்ல எல்லாத்துக்குமே இருக்கு ரெண்டாவது ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமெட்டிக் மோட் வந்து லாஸ்ட் இயர் ஐபோன் தேர்ட்டின் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிருந்தேன் அதுலயே பாத்தீங்கன்னா டென் எயிட்டி தான் எடுக்க முடியும் இப்ப பாத்தீங்கன்னா போர் கேல எடுக்கலாம் இந்த ஐபோன் ஃபோர்டீன் சீரீஸ்ல ஸோ நீங்க வந்து அகைன் ப்ரொபெஷனலா ஒரு பிளர்டு வீடியோ வந்து எனக்கு நினைச்சீங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் கிராஷ் டிடெக்ஷன் ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரில் போகும்போது உங்க கார் கிராஷ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் காண்டாக்டில் சேவ் பண்ணிருக்கவங்களுக்குலாம் அலர்ட் ப்ளஸ் லொக்கேஷன் போகும் இந்த ஃபீச்சர் வந்து புதுசாக வந்து பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் மூலமா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து மெசேஜ் அனுப்பலாம் டவர் இல்லைன்னா சொல்கிறாங்க அது வந்து இந்தியாவில் கிடையாது யூஎஸ் அண்ட் கனடாக்கு மட்டும் இப்போ வரைக்கும் அதுவும் இன்னும் லான்ச் ஆகல லான்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ்க்கு தான் ஃப்ரீ ஸோ இது இந்தியாவில் இல்லைன்றதுனால இந்த ஃபீச்சருக்காக நம்ம வந்து ஐஃபோன் ஃபோர்டீன் வந்து போக வேணாம் ஸோ ஐஃபோன் ரேட்டிங் கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் சொல்லுவேன் நான் வந்து இது ஐஃபோன் தேர்ட்டினுக்கும் கீழே வைக்கிறேன் ஐ ஃபோன் ட்வெலுக்கும் மேலே வைக்கிறேன் பிகாஸ் இதில் வந்து பெருசாக சேஞ்சஸ் இல்லை அப்படின்றது ஒரு யூஸராக வந்து எனக்கு ஒரு பத்தாயிரரூபா மேட்டர் இல்லை எனக்கு வந்து ஒன் இயர் எக்ஸ்ட்ரா அப்ரேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக ஐஃபோன் ஃபோட்டின் போயிடுங்க செவன்ட்டி கொடுத்து ஐஃபோன் தேர்ட்டின் வாங்குறதுக்கு பதில் எயிட்டி தௌசண்ட் கொடுத்த ஐஃபோன் ஃபோர்டின் நீங்கள் வாங்கலாம் பத்தாயிரரூபாய்க்காக யோசிக்காதீங்க ஒரு 6,000 தௌசண்ட் கேஷ்பேக் இங்க வரும் HDFC கார்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சோ நீங்கள் அதை ஆஃபர் மூலமாக வாங்கிட்டிங்கன்னா நல்ல டீல்னே சொல்லலாம் ஒன் இயர் எக்ஸ்ட்ரா அப்கிரேட் வரும் கேமராவில் அந்த நான் சொன்ன அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் லைட்டாக இருக்கும் பட் நமக்கு தேவை இல்லை அப்படின்னும்போது ஆர் ஐஃபோன் தேர்ட்டின் வந்து ஒரு ஃபிஃப்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி கேக்கு போது டுவெண்ட்டி கே வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதான் நான் சொல்வேன் இதை வேஸ்ட்டுன்னு நான் சொல்லலை டுவெண்ட்டிகே எக்ஸ்ட்ரா அலவு பண்ண வேணா உங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின் நான் சொல்வேன் இதுக்கு பதில் ஒரு ஏர்பாட்ஸோ ஒரு ஆப்பிள் வாட்சோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அந்த டுவெண்ட்டி கேட்டுக்கு ஓகே நெக்ஸ்ட் ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ளஸ் நான் வந்து ஐஃபோன் ஃபோர்ட்டினை கம்மியாக சொல்லிட்டு ஐஃபோன் ஃபோர்டின் ப்ளஸ்ஸை செமையாக சொல்லப் போகிறேன் ஏன்னா ஐஃபோன் 14 ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் ஒரு நான் ப்ரோ சீரீஸில் ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க எப்போவுமே ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸில் மட்டும் தான் வந்து அவங்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் டிஸ்பிளே கொடுப்பாங்க நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட்லேருந்து வரீங்க பெரிய ஃபோன்ஸ்லேருந்து வரீங்கன்னா செம்ம ஃபோன்னே சொல்லலாம் அண்டு தி பெஸ்ட் பேட்டரி நிற்கிது அப்படின்னு சொல்லலாம் எல்லா ஐஃபோன்லேயுமே ஏன்னா ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸை விட இது நல்லா நிற்கிது BECAUSE இதில் வந்து 60 Hz மட்டும்தான் இருக்குது ஸோ 14 ஃபோர்டீன் ஓட ப்ரோஸ் பற்றி பேசலாம் ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜர் டிஸ்பிளே ரெண்டாவது ப்ரோ பார்த்தீங்கன்னா ஃபுல் டே பேட்ரி உங்களால் 1 டே ஃபுல்லாக காலியாக பண்ண முடியாது நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் only 60 Hz தான் கொடுத்துருக்காங்க மத்தபடி வந்து பெருசாக நெகட்டிவ்னு எதுமே இல்லை ஸோ அகைன் நீங்கள் வந்து ஒரு பேட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக கண்ணை மூடின்னு ஃபோர்டீன் ப்ளஸ் வாங்க அதுக்கப்புறம் ஃபோர்டீன் ப்ளஸில் ஒன்றொரு ப்ரோ சொல்லணும்னா லைட் வெயிட்டடாக இருக்குது ஐஃபோன் ஃபோர்டின் ப்ரோ மேக்ஸ் வந்து ரொம்ப வெயிட்டடாக இருக்கும் ஃபைன் நாட்ச் வந்து லைட்டாக வந்து ரெடியூஸ்டு நாட்ச் 13ல எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் பட் ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃபோர்டினாக 14 ஃபோர்டீன் ப்ளஸ்ஸான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ளஸ்னே சொல்லுவேன் ஏன்னா ஒன் டே ஃபுல்லாக பேட்டர் நிற்கும் நீங்கள் வந்து இந்த ஐஃபோன் வாங்கி நிறைய ஃபோர் கேல வீடியோ எடுக்க போறீங்க வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ண போறீங்க நிறைய கேம்ஸ் விளையாடுவீங்க அப்படின்னா ஒரு 10,000 தௌசண்ட் ஆக எக்ஸ்ட்ரா யோசிக்காதீங்க நீங்க வந்து ஐபோன் போர்டின் பிளஸ் வாங்க அப்படின்னே சொல்லலாம் நம்ம சேனல்ல ஐ போன் போர்டீன் பிளஸ் ரிவியூ இருக்கு செக் பண்ணி பாருங்க போர்டின் பிளஸ்க்கு வந்து நான் எவ்வளவு கொடுப்போனா போர் பாயிண்ட் செவனே கொடுப்பேன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து ப்ரோ சீஸ்லாம் ப்ரோ சீரீஸ் அப்படின்னு சொல்லும் போதே லக்ஸுரி அர்த்தம் ப்ளஸ் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும் இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிளாக்ஷிப் ஐஃபோன்ஸ்னே சொல்லலாம் ஃபோர்ட்டின் ப்ரோ அண்ட் ஃபோர்டின் ப்ரோ மேக்ஸ் ஸோ ஃபோர்டின் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் ரெண்டுமே ஒரே ஃபோன் ஃபோர்டின் ப்ரோ மேக் வந்து கொஞ்சம் சைஸ் அதிகம் இதோட ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைனாமிக் ஐலேண்ட் புதுசாக வந்த ஃபீச்சர் அந்த நாட்சை வந்து சென்ட்ராக கொண்டு வந்துட்டாங்க அதில் அனிமேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க வேறு மாதிரி இருக்குன்னே சொல்லலாம் ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் கிடச்ச மாதிரி ஒரு ஃபீலு பட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்குது அதை வந்து கான்ஸில் பேசலாம் ரெண்டாவது ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்க டூ தௌசண்ட் நிட்ஸ் பிரைட்னஸ்னே சொல்லலாம் இந்த மாதிரி பிரைட்னஸ் வந்து கொடுத்ததே இல்லை நிறைய பேர் வந்து வெளியில நிறைய அவுடோர்ல யூஸ் பண்ணுவீங்க எனக்கு ப்ரைட்னஸ் பத்தலை அப்படின்றவங்களுக்கு டூ தௌசண்ட் நிட்ஸ் பிரைட்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகம் அண்ட் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஏ சிக்ஸ்டீன் பயானிக் ப்ராசர் ஸோ வந்து ஏ பிப்டினை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் டே டு டே லைஃப்ல வந்து உங்களுக்கு வந்து பெருசா ஏ பிப்டீனோட டிஃபரன்ஸ் தெரியலைனாலும் அந்த பர்ஃபாமன்ஸ் வந்து போக போக டூ டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு நீங்க ஏ சிக்ஸ்டின் அது இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ப்ரோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பில் வந்து ஃபார்ட்டி எயிட் கெகபிக்ஸா மாற்றிட்டாங்க எல்லாம் வேற லெவல இருக்கும் வீடியோ வந்து செம்மா கிளாரிட்டியா டீடெயில்டோட இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் ப்ரோஸ் கான்ஸ்னும் போது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கான் ப்ரைஸ் ப்ரோ சீரீஸ் வந்து எல்லாம் தான் ஒத்துக்கணும் பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வெலை ரொம்ப கம்மியா கிடைக்கும் இந்தியாவில வந்து ப்ரோ சீரீஸ் வாங்குங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அன்லஸ் நீங்க காஸ்ட் வச்சிருக்கீங்க எனக்கு காஸ்ட் பத்தி கவலை இல்லை அப்படின்னும் ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோன் வாங்குறோன்னா அதில் எவ்வளோக்கு எவ்வளோ காசு சேவ் பண்ணலான்னு நான் யோசிப்பேன் ஐஃபோன் ஃபோர்டின் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ஆனால் ஐஃபோன் ஃபோர்டின் ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி என்ன பிரச்சனைனா நீங்கள் வந்து ஒன் டுவெண்ட்டி வந்து வாங்க முடியாது ஏன்னா இதில் வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் கேமரா கொடுத்துரு ஸோ ஃபார்ட்டி எயிட் மெகா ஒரு ஒரு ஃபோட்டோவே ஐம்பத்திரெண்டு எம்பி வருது தாங்கண்ணா அப்போ ஒரு ஒரு மிஷி வீடியோ எடுத்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ எம்பி வரும்னு இந்த ஒன் டுவெண்ட்டி வந்து உங்களுக்கு பத்தாமல் போயிடும் அதுலேயும் வந்து நல்ல ஹைலி ரெசல்யூஷனில் ஃபோர் கேலாம் எடுத்திங்கன்னா நிறைய ஜிபி வரும் ஸோ ஒன் டுவெண்ட்டி எய்ட்டுன்றது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபில் ஆயிடும் ஸோ நீங்கள் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் போயிடணும் ஸோ டூ ஃபிஃப்டி வந்து 140,000 லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் அண்ட் ப்ரோ மேக்ஸ் வந்து 150,000 லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இவ்வளோ ரூபா கொடுத்து இந்தியாவில் வாங்கத்துக்கு போல் துபாயிலையோ இல்லை வந்து யூஎஸ்லலாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி இந்தியா தவிர எங்கே வாங்கினாலும் ரொம்ப கம்மியே சொல்லலாம் ஸோ யாராச்சும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்னா அவங்க வாங்கி வர சொல்லணும் பட் வாங்கி வரமும் கேர்ஃபுல்லாக வாங்கி வரணும் அது பிரித்து போட்டு வாங்கி வரணும் அதெல்லாம் வந்து சொல்கிறேன் நான் இது நான் வந்து சப்போர்ட் பண்ணல இதுக்கும் சப்போர்ட் பண்ணல இந்தியாவில் வாங்கிறதுக்கு பதிலாக உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிருந்தாங்கன்னா ரிட்டன் வரும்போது மேபி வாங்கி வர சொல்லலாம் அப்படி வாங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எயிட்டி டு எயிட்டி எயிட் வந்து ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ரோ கிடச்சிரும் 256 GB சிக்ஸ் ஜிபியே வந்து நைன்டி டூ கே தான் அமெரிக்காவிலேருந்து வாங்கி வந்தா இந்த அமெரிக்காவில் வந்து ஒரு ஒரு ஏரியாவை பொறுத்து அது டேக்ஸ் மாலாம் டிஃப்ரெண்ட் அதே மாதிரி நான் வந்து அமெரிக்கா ரேட்டுக்கு வந்து எல்லோரும் வாங்கணும் அட்லீஸ்ட் துபாய் ரேட்டாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லுவேன் துபாயில் வந்து ஒரு நைன்ட்டி த்ரீ டூ நைன்ட்டி ஃபோர் கேக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஐஃபோன் ஃபோர்ட்டின் ப்ரோ கிடைக்கும் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் இன்ஃபேக்ட் நீங்கள் துபாய் போய்ட்டே ஒரு ஐஃபோன் ஃபோர்டின் ப்ரோ வாங்கி வந்துடலாம் நீங்கள் இங்கே வந்து ஒரு ஐஃபோன் ஃபோர்டின் ப்ரோ ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வாங்கிறதுப்பில் டிக்கெட் போட்டு அந்த விசாவோடு சேர்த்தாலே அவ்வளோ காசு தான் வரும் அட்லீஸ்ட் நீங்கள் துபாய் சுற்றி பார்த்த மாதிரியாவது இருக்கும் ஸோ இந்தியாவில் வந்து எங்கிட்ட நிறைய காசு இருக்குது பிரச்சனையாக இல்லை காஸ்ட் பற்றிலாம் யோசிக்க மாட்டோம் உடனே ஃபோன் வேணுன்னா வாங்கலாம் பட் இதில் இன்னொரு பெரிய பெரிய காரணம் சப்ளை இஷூ டீட்டின் அண்ட் ஃபோர்டின் ப்ளஸுக்கு வந்து அவ்வளோவா சப்ளை இஷ்யூ இருக்க மாதிரில ஈஸியாக பட் ஃபோர்ட்டீன் ப்ரோ அண்ட் ஃபோர்டின் ப்ரோ மேக்ஸ் நீங்கள் ஒரு ஸ்டோர் போனீங்கன்னாலும் போய் எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னாலும் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் ஆகணும் ஆன்லைன் ஆப்பிள் டாட் காம் ஸ்லாஷின்ல என் ஃப்ரெண்டு புக் பண்ணால் த்ரீ வீக்ஸ் ஃபோர் வீக்ஸ் கழிச்சு தான் வந்தது பட் சொன்ன டேட்டில் டெலிவரி பண்ணாங்க இது இல்லாமல் சைனாவில் வந்து கோவிட் இஷ்யூஸ் அதனால் வந்து ஃபேக்ட்ரி வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க ப்ராப்ளம் இருக்குன்னு ஆப்பிள் சைட்லேருந்தே வந்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறனால இந்த ஃபோன் நம்ம ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கொடுக்க நம்ம கைக்கு வர வாய்ப்பில்லை யாராச்சும் உங்களுக்கு ஆப்பிள் ஷோரில் தெரிஞ்சுருந்தால் சொல்லி பட் ஒரு ஒன் மந்த்தான் மினிமம் வெயிட் பண்ணி ஆகணும் ஸோ அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி எனக்கு புரியுது இல்லை நான் இப்போ புதுசாக வந்த ஃபோன் நான் புதுசாக வாங்கணும் பட் எனக்கு வெயிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது ஸோ வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா வாங்கினோட சொல்லுங்கள் பட் இந்த இஷ்யூ வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்குது ஃபாரின்லையுமே வந்து டிலே இருக்குது டெலிவரியில் ஸோ வந்து அதை பார்த்துக்கோங்க ஸோ ஃபோர்டின் ப்ரோ வந்து ஃபோர் சொல்லலாம் ஃபோர்ட்டீன் ப்ரோ மேக்ஸ் வந்து ஃபோர் சொல்லலாம் இந்த ப்ரோ சீரிஸை வந்து நான் ரேட்டை வந்து இந்தியாவில் வாங்காமல் வெளியூர்லேருந்து வாங்கினு வந்தா அப்படின்றத மனசில் வச்சு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க Apple Advice. See you in a new video.